வணக்கம் ஆல் லீடர்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ் இந்த கொரோனா காலகட்டத்திலேயும் எல்லாரும் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்றீங்க உங்க எல்லாருக்கும் நல்லாவே ரிசல்ட் வந்துருக்குது உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய ஒர்க் உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பா கண்டிப்பா மிகப்பெரிய பாராட்டுதலுக்கு உரியது ஸோ இந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒர்க் பண்ற உங்கள் எல்லாருக்கும் ஆக்சிஸ் நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றிகள் நான் டீம்ல வந்து பல பேருகிட்ட வந்து போன்ல பேசினேன் வாட்ஸ்அப் கால் பேசினேன் இந்த காலகட்டத்தில் அப்போ எனக்கு வந்து சில விஷயங்கள் தெரிய வந்தது கீழே டீம்ல இருந்து பிளஸ் நானும் சில விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கிறேன் இந்த கொரோனா காலகட்டம் வந்து எங்களுக்கும் சில விஷயங்களை வந்து உணர்த்தி இருக்கு இப்ப நான் ஒரு ஆறு ஃபேக்ட் ஒரு ஆறு விஷயங்களை பத்தி பேசலான் இருக்கேன் ஒன்னு வந்து இன்கம் ரெண்டாவது என்ட்ரி மூணாவது டாபிக் ரிமோட் பிஸ்னஸ் நாலாவது டாபிக் சேல்ஸ் கான்செப்ட் வர்சஸ் பர்ச்சேஸ் அட்வான்ஸ் அஞ்சாவது ரியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆறாவது ஸ்கோப் ஆறு ஃபேக்டர் பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் விஷயம் வந்து இன்கம் இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் சரி நிறைய கம்பெனிகளுக்கும் சரி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் அல்லாத பேருக்கு வருமானம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஜீரோ தான் ஆனால் நம்ம கம்பெனியில நம்ம ஆக்சிஸ் கம்பெனியில இந்த லாக்டவுன் பீரியட்ல மாத்திரம் பாத்தீங்கன்னா போராயமா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த இந்த கால ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறது நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு முதல் விஷயம் இன்கம் ரெண்டாவது என்ட்ரி எப்படி சார பேச போது லாக்டவுன் பீரியில் வந்து நமக்கு என்ட்ரி கொஞ்சம் குறையுமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது ஆனா நம்மளுடைய லாஸ்ட் வீக் என்ட்ரி அதுக்கு முந்தின வீக் என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீக்லி ஆவரேஜ் என்னவோ அந்த என்ட்ரியை இப்போ நம்ம வார வாரம் எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது எதை காட்டுதுன்னா நம்ம ஆக்சிஸ் நம்பர்ஸ் எல்லாருமே எந்த காலகட்டத்திலையும் எப்படியும் பிசினஸ் பண்ற திறமை ஊடு ஆளுக்குன்றத வந்து இது மறுபடியும் அணியிருக்கு வந்து இந்த லாக்டவுன் வந்து இன்றி விவசாயம் ஒன்றும் குறையவே இல்லை ரெண்டாவது விஷயம் மூணாவது அப்படின்றது என்னன்னா நமக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயமா இப்போ ஒரு கெஸ்ட பார்க்கணும் ஒரு டீம் ஒர்க் மெம்பர்ஸ் பார்க்கணும்னா வண்டி எடுத்துட்டு போயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு டிராவல் பண்ணி பணம் செலவு பண்ணி நேரத்தை செலவு பண்ணி அவுட் சேஷம் இருந்தா காசு போட்டு ரூபா தங்கி அதுக்கு செலவு பண்ணி சாப்பாடு செலவு பண்ணி நேராக பார்த்தா தான் நமக்கு இந்த வியாபாரங்கள் நடக்குது நமக்கு இன்கம் வருதுன்ற மாதிரி முன்னாடி இருந்தது ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பைசா செலவு இல்லாம மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாம நேராக போய் பார்க்காமலே வீட்டில இருந்தபடியே போன்லையோ வாட்ஸ்அப்லயோ இல்ல ஜூம் காலையோ இல்ல வேற ஏதாவது கான்பரன்ஸ் கால்லயோ பேசி நம்ம இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் கான்டாக்ட் மக்களை நேரடியா சந்திக்காமலே நம்மளால இந்த அளவுக்கு வியாபாரம் பண்ண முடியுது இது ஒரு ஃபேக்டர் அடுத்தது முன்னாடி வந்து குரோம்பேட்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தாம்பரம் தாம்பரத்தில் இருக்கிற ஒரு கெஸ்ட பார்க்கணும்னா அவர் டிராவல் பண்ணி போய் பார்த்து பேசி என்ட்ரி எடுப்பார் அவருக்கு வந்து ஆந்திராவிலோ டெல்லிலேயோ ஹைதராபாத்லயோ பாம்பேலயோ டீம் இருக்கும் கெஸ்ட் இருப்பார் அவ்வளவு தூரம் எப்படி போறது ட்ராவல் எக்ஸ்பன்ஸ் ஆகும் டைம் ஆகும் போனால் ரிசல்ட்டு வருமா வராதா ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய பேர் வந்து க்ளோஸ் ஏரியா மட்டும் பக்கத்து பக்கத்தில் மட்டும் கவனம் பண்ணாங்க கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறத வந்து அவாய்ட் பண்ணாங்க அதர் டிஸ்ட்ரிக்டுக்கோ இல்லை லாங் டிஸ்டன்ஸுக்கோ அதர் ஸ்டேட்டுக்கோ போகிறதுக்கோ வந்து யோசிச்சாங்க ஆனா இன்னைக்கு இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம குரோப்பரேட் ஆஃபீஸ் தாம்பரம் எவ்வளோ தூரமோ அதே தூரம்தான் சென்னையில இருந்து பாம்பேவும் சரி சென்னையிலிருந்து டெல்லியும் சரி இப்படின்றது வந்து ஒரு விஷயமே கிடையாது நம்ம ஜூம்ல பேச போறோம் வாட்ஸ்அப் கால் பண்ண போறோம் வீடியோ கால் பண்ண போறோம் அப்போ அந்த கெஸ்ட் பக்கத்து வீட்டில இருந்தா என்ன பக்கத்து தெருவில் இருந்தா என்ன பக்கத்து ஸ்டேட்ல இருந்தா பக்கத்து நாட்டில் இருந்தா அப்போ நம்ம வியாபாரத்துக்கு தூரம் ஒரு தடை இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து இந்த லாக்டவுன் நமக்கு வந்து உண்மை நிரூபிச்சு காமிச்சிருக்கு ஸோ இந்த லாக்டவுனில் நமக்கு கிடைச்ச ரெண்டு பெரிய விஷயங்கள் நோ டைரக்ட் காண்டாக்ட் நேரடியாக போய்தா வியாபாரம் பண்ணுன்ற கட்டாயம் இல்லைன்றத ப்ரூஃப் பண்ணி இருக்குது டிஸ்டன்ஸ் இஸ் நாட் எம் தூரன்றது ஒரு பொருட்டே இல்லை எங்க இருந்தாலும் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த லாக்டவுன் நமக்கு ப்ரூவ் பண்ணி சரி இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல வண்டி எதுவும் ஓடல பஸ் ஓடல எந்த வியாபாரமும் நடக்கல அப்போ நமக்கு மட்டும் எப்படி இன்கம் வருது நமக்கு மட்டும் எப்படி என்ட்ரி வருது நிறைய கம்பெனிகள் குறிப்பா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள் நிறைய இன்கம் பண்ணு எல்லாருக்கும் வாங்க வருமான வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம் அல்லது அப்ப நமக்கு மட்டும் எப்படி வந்து இன்கம் வருது எப்படி என்ட்ரி வருது இது இந்த விஷயம் வந்து நான் வந்து மற்ற குறை சொல்கிறதுக்காகவோ இல்லை நம்ம ஆக்சிஸ் கம்பெனி தான் பெஸ்ட்டு அப்படின்ற சொல்றதுக்காக மட்டும் சொல்ல வரல இன்ஃபேக்ட் இந்த விஷயங்களை வந்து நான் கேட்டதே வந்து கீழே டீம் லீடர்ஸை பேசும்போது பெரும்பாலும் எனக்கு ஆவ கொடுத்த இன்புட் தான் இது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளது வந்து சேல்ஸை பேஸ் பண்ணி இல்லை சேல்ஸு வந்தா இன்கம் அந்த மாதிரி நம்ம கிட்ட இல்லை நம்ம வந்து இங்க வந்து பர்ச்சேஸ் அட்வான்ஸ் ஒன்று வச்சிருக்கோம் பெரும்பான்மையான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் மாசம் மாசம் எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ எவ்வளவு ப்ராடக்ட் ஆகுதோ அதாவது மீன்ஸ் எவ்வளவு காசு கொடுத்து பொருளை வாங்கி அந்த பொருள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியாது பெரும்பாலும் அப்போ யாரும் வந்து அந்த ஆபீஸ்லேயோ வந்து சென்டர்லயோ வாங்க முடியாது சரி ஏற்கனவே இன்கம் சம்பாதிச்சுட்டு இருந்த லீடர்ஸ்கும் சரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து அல்மோஸ்ட் அவனுடைய வருமானம் பிஸ்னஸ் ஜீரோவா தான் இருக்கு இதுதான் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோட பொருளை வாங்கினா மட்டும்தான் இன்கம் கட்டாயம் பர்ச்சேஸ் அட்வான்ஸ் இப்ப கட்டுற பர்ச்சேஸ் அட்வான்ஸுக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த மாசமும் அடுத்த மாசமும் அவங்க எப்ப வேணாலும் இந்த பர்ச்சேஸ் அட்வான்ஸ் அவங்க பொருள் வாங்கும் போது அதை கழிச்சுக்க முடியும் ஒருவேளை எல்லா என்ன பர்ச்சேஸ் அட்வான்ஸ் அதாவது மிக்சி ஆறாயிரம் ரூபாய்க்கு டிவி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த நம்ம எல்லா கிட்டயுமே ப்ராடக்ட் பேஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்கு ஏன்னா டிவியோ மிக்சியோ கிரைண்டரோ வேற எந்த பொருளோ கஸ்டமர் வீட்டுக்கு டெலிவரி ஆகாமல் அவங்க வந்து காசு கட்ட மாட்டாங்க பணம் கொடுக்க மாட்டாங்க பட் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் அட்வான்ஸில் பழகிட்டோம் பர்ச்சேஸ் அட்வான்ஸுன்றது இம்மிடியாக பொருள் வரணும் வாங்கணும் அவசியம் இல்லை அவர் டேட்டா வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பழகறதுனால நமக்கு பொருள் வித்தா தான் அது என்ட்ரிக்கோ அல்லது சேல்ஸுக்கோ பொருள் வித்தாதான் இன்கம் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போனதுனால நம்முடைய வியாபாரம் எப்போதும் போல் எந்த பாதிப்பு இல்லாம நடந்துகிட்டு இருக்கும் வரத்துக்கும் சேல்ஸ் வரத்துக்கும் என்ட்ரி வரத்துக்கும் காரணம் என்னன்னா நம்மளுடைய இந்த பர்ச்சேஸ் அட்வான்ஸ் கான்செப்ட் சேல்ஸ் பேஸ் பண்ணி இன்கம் இல்ல பர்ச்சேஸ் அட்வான்ஸ் பேஸ் பண்ணி இன்கம் இருக்கிறதுனால நம்மளுடைய பிசினஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதான் வந்து மத்த கம்பெனிகள் பண்ற சேல்ஸ் கான்செப்டுக்கும் நம்ம பண்ற அந்த பர்ச்சேஸ் அட்வான்ஸ் கான்செப்டுக்கும் உண்டான வித்தியாசம் அடுத்த உண்மையான நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம கம்பெனி பேர் வந்து AXIS.COM STORE காம் ஸ்டோர் நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் வந்து பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம இருக்கிற ஃபீல்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம இப்போது உண்மையாகவே பண்ணுறது இப்போ தான் பண்ணிகிட்டுருக்கிறோம் வீட்டில் இருந்தபடியே ஃபோனில் வாட்ஸ்அ வேற சோசியல் மீடியாவில் எல்லாத்தையுமே இப்போதான் நம்ம தெரிஞ்சோர் தெரியாமல் உங்களுடைய கொடுக்க ஆரம்பிச்சோம் என்ன பண்றீங்கன்னா இருக்கிற அமௌண்ட்டை வச்சு பர்ச்சேஸ் பண்றீங்க என்ன பண்றீங்க என்ட்ரீ ஆக்டிவேட் பண்றீங்க நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ப்ரோஸில் அந்த வேலட் என்ற ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும் நேராக ஆஃபீஸ் வந்து அப்ளிகேஷனையும் கேஷும் கொடுத்தா மட்டும்தான் அந்த என்ட்ரியை வந்து ஆஃபீஸில் தான் ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ மீன் நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு ஆறு ஏழு மாதமா அந்த வேலட் சிஸ்டம் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஐடியும் வந்து நீங்களே ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கணும் அதனால என்ட்ரி ஆக்டிவேஷனுக்கு வந்து ஆஃபீஸ் தான் வரணும் ஆஃபீஸ் தான் பணம் கட்டணும் அப்படின்ற விஷயம் நமக்கு பையில இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாஃபோடைய எல்லாருக்கும் சிஸ்டம் கொடுத்து நினைச்சிருக்கிறேன் ஆபீஸ் க்ளோஸ் ஆகிருக்கு ப்ராடக்ட் டெலிவரி நடக்கல இது ரெண்ட தவிர பாக்கி எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு வார வாரம் அப்ரூவல் நடக்குது என்ட்ரி அப்ரூவல் நடக்குது வார வாரம் ரன் பண்றோம் வர வாரம் பே ஒர்க் கொடுத்து ஸோ இந்த நம்மளுடைய அட்வின் செயலையும் எந்த விதமான ஒர்க்கும் பாதிக்கப்படுது உங்களுக்கும் பாத்தீங்கன்னா நீங்களே என்ட்ரி ஆக்டிவ் பண்றதுனால இந்த என்ட்ரி இந்த என்ட்ரின்றத ஒர்க் உங்களுக்கு அந்த ஒர்க் இந்த கிடையாது என்ட்ரி நம்ம ஆக்டிவ் பண்றதுனால சோ இப்ப நம்ம எல்லாருமே ரியலா இன் தியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அடுத்த விஷயம் நமக்கு வந்து இந்த லாக்டவுன் அப்படின்றது வந்து கொரோனா வந்திருக்கு லாக்டவுன் நடந்திருக்குது இது நிச்சயமாக வந்து உலக அளவில் வந்து மிகப்பெரிய பாதிப்பான விஷயம்தான் நிறைய பேருக்கு உயிர்கள் போயிருக்குது நிறைய பேருக்கு வேலை போயிருக்குது நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் போயிருக்கு உலக அளவில் அடுத்த மக்கள் ஏழை மக்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய மன கஷ்டம் தரக்கூடிய விஷயம்தான் பட் இருந்தாலும் நம்ம இந்த சூழ்நிலையிலும் மீண்டு வரணும் அப்போ இந்த லாக்டவுனோட இந்த கொரோனாவுடைய பாதிப்பு எந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வேலை இல்லா திண்டாட்டம் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்போது வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நிறைய படித்தவங்க நிறைய குவாலிஃபை ஆனவங்க கம்மியான வேலைக்கு போட்டி போடுவாங்க அப்போது முப்பதாயிரம் ரூபா கொடு சம்பளம் கொடுத்த ஒரு வேலைக்கு இன்றைக்கி வந்து ஆயிரம் பேர் போட்டி போடுவோம் அப்போது எனக்கு முப்பதாயிரம் சம்பளம் வேணான்றது வேணாம்னு சொல்லிட்டு அனுப்புவான் இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி வந்து அவங்க சம்பளத்தை இறக்கிட்டு உள்ளே வரும் ஸோ ஒரு பக்கம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பக்கம் வந்து முப்பதாயிரம் நாப்பதாயிரம் சம்பாதிச்ச வேலைக்கு இப்ப சம்பளம் பாத்தீங்கன்னா பயிரம் இருபதாயிரம் வேலை வாய்ப்பும் கம்மியாயிருக்கு அப்படியே வேலை கிடைச்சாலும் வழக்கமா கிடைக்கிற வருமானம் இன்கம் சேலரி அதுவும் கம்மியாயிருக்கு பொதுவா மக்களுக்கு மக்கள்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன் கம்மியா இருக்கு மக்களுடைய வருமானம் குறைஞ்சிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் வந்து கண்டிப்பா ரெண்டு மூணு வரு நீடிக்கன்னு சொல்ற அப்போ ஒரு ஜாபுக்கு போற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு சம்பளம் பத்தாது வேற ஏதாவது பண்ணணும் அப்படிதான் நினைப்பாரு என்ன சொல்ல வரன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்துல மக்கள் வருமானத்துக்கு உண்டான மாற்று ஆப்ஷன் வேற ஏதாவது வழி இருக்கா வருமானத்துக்கு வேற ஏதாவது மெத்தட் இருக்கா வேற சம்பாதிக்க முடியுமா இந்த மாதிரி பல வழிகளை தேட ஆரம்பிப்பாங்க வரக்கூடிய ரெண்டு வருஷ காலகட்டத்தில் அவங்களுக்கு நம்ம இந்த ஆக்சிஸ் வியாபாரத்தை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா கொடுக்க முடியும் இந்த லாக்டவுன் பீரியட்லயும் வருமானம் தரக்கூடிய இந்த வியாபாரத்தை யார் யாருக்கு வருமானம் இல்லையோ யார் யாருக்கு வருமானம் தேவைப்படுதோ யார் யாரெல்லாம் வருமானத்துக்காக இன்னொரு வாய்ப்புக்கா அலைகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை காலத்தினால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் குரல் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா காலகட்டம் இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் வருமானம் தரக்கூடிய ஆக்சிஸ் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு வாய் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் வேலைக்கு போகிறவங்க வேலை இல்லாதவங்க இல்லை சேலரி கம்மியாக வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறவங்க பார்ட் டைமாக ஏதாவது பண்ணி வருமானம் சம்பாதிச்சு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு இந்த லாக்டவுனால வியாபாரத்தில் நஷ்டம் படைஞ்சாங்க இந்த வியாபாரத்தை நடத்தினாலும் அதுலேருந்து பெருசாக வருமானம் வரல ஸோ வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வருமானம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு பாத்திர இன்கம் அதுக்காக அலையிற பெரும்பாலான மக்கள் ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்கு ஆக்சிசின்ற வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் தேவையான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதுதான் வந்து காலத்தினால் செய்த நன்றி காலத்தினால் செய்த செயல் கடந்த ஒன்றரை வருஷமா நீங்க நிறைய பேருக்கு இந்த ஆக்சிஸ் வியாபாரத்தை கொடுத்துருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டம் வரக்கூடிய ரெண்டு மூன்று வருடங்கள் இந்த ஆக்சிஸ் வியாபாரம் கோடிக்கணக்கான பேருக்கு தேவையாக இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடிஷனல் இன்கம் அந்த மாதிரி தான் எல்லாரும் யோசிச்சாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்தியா முழுக்க நிறைய பேருக்கு வந்து அடிப்படை இன்கமே பிரச்சனையாக இருக்குது ஸோ இந்த வாய்ப்பு இந்த வருமானம் யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் இந்த வாய்ப்பை ஆக்சிசென்ட் அந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை நம்ம எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கடமை கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வியாபாரம் கொண்டு போய் சேர்க்கும் போது நமக்கு வருமானம் வரும் அது உண்மைதான் பல பேர் அல்லது சில பேர் பெரும் வருமானத்துக்காக மட்டும் இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு வந்திருக்கலாம் பட் இந்த சூழ்நிலை இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் வருமானம் அதுக்காக இந்த ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்ற காரணம் மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு தேவைப்படுது பல பேர் தேடி அழைச்சிட்டுருக்கிறாங்க ஸோ பல பேருடைய தேவையை பூர்த்தி பண்ணுற ஒரு புண்ணிய காரியமாகவும் நம்ம இந்த ஆக்சை பண்ண முடியும் ஸோ வருமானம் சம்பாதிக்கிறதுக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும் பல பேருக்கு உதவி செய்கிற பல பேருக்கு ஹெல்ப் பண்ற நேரம் இது ஸோ அந்த வகையில் பல பேருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்ற ஒரு ஆத்ம நிறைவோடையும் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ண முடியும் ஸோ இந்த கஷ்டமான காலத்திலையும் நமக்கும் நம்மளை நம்பி ஃபியூச்சரில் வரக்கூடிய எதிர்கால ஃபியூச்சர்ஸ் மெம்பர்ஸுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது ஸோ நம்ம ஆக்சிஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம் இந்த லாக்டவுனில் இந்த கொரோனாவில் வந்த மிகப்பெரிய நஷ்டத்தை ஈடுகட்டுற ஒரு முயற்சியில் நம்மளும் வந்து ஒரு பெரிய பங்காற்றுவோம் நன்றி வணக்கம்